gan <laughs> karuna nabi na வழிகா போற்றும் புனித மக்கானகரில் இந்த உங்கள் மிக்க போற்றும் புனித மக்கானகரில் இந்த தயங்கள் யாமோஸ்தாவில் மனம் ஒன்று சொல்ல மரை உண்மை ி சொல்லி கனவாங்க தங்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுவேன் எங்கள் உங்கள் அங்கியாடுவே தங்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண அல்வங்கடலில் கரை சேர வேண்டிய கடமலாயங்கள் தைய விநாடி எண்ணமலாமங்கள் எந்த உயிர் வழி கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் காண தேடுவேன் திங்களூல உங்கள் அந்த நாடியாடுவே கண்கள் இரண்டும் உங்கள் பாதம் நினைாடி நல்லசி பெற்ற நாதர் முஹம்மது நபி யா ரசூலே நாடி வரும் தாசம் நானிலதில் பூரும் நாடி வரும் தாசம் நானிலதில் பூரும் நாடமதியா உம் நன்னை யாதசி தங்களை யா